போகலாம் என்றாலும் நான் சிசுவான குழந்தையப்பார் எனக்கு வெத்தல வாக்கு போட்டு அனுபவம் என்று சொல்லப்பட்ட பழக்கம் என்பது கிடையாது எங்களிடத்தில் வெத்தள வாக்கு சுண்ணாம தாமலம் யாரும் எங்களிடத்தில் கிடையாது நாங்கள் வெகு துளைக்கு போக வேண்டியதான் பாதே விட்டு விளவுங்கள் ஆண்டவன் உங்களுக்கு கிருமுகாட்சியம் செய்வான் வரக்கத்தை செய்வான் நகமத்தை செய்வான் அப்படி என்று பாவான் அவர்கள் சொன்னார்கள் ஷாபுல் ஹமீது பேரப்பிள்ளை அரந்தபத்தினால் பிறந்த குழந்தை பாபா பகரதிளங்கி ஆற்று அந்த வார்த்தையை கேட்டு ஆந்தாரக்கலரில் இழிவர்களும் என்ன சொன்னார்கள் நல்ல பாடி இருக்கிற இருக்கிறியிருக்கிறிய சாய்பே உந்தனுடைய ஜாதி எல்லா அடே ஒந்தனுடைய ஜாதி என்ன ஏழு பெண்களுடைய ஜாதியல் ஏழு பெண்கும் உந்தனுக்கும் ஒந்தனுக்கும் சாய்வே ஏழு பெண்களை எங்களிடம் அணு பேசம போருங்கள் பேமணிதா ஏழு பெண்களை எங்களிடம் சம போருங்கள் பே மனிதா அணை ஏழு பெண்களை விட்டு போனார்கள் உனக்கு ஜருக போட்டியிட்ட போட்டியிட்ட சந்தோசமாக ஒன்னே சந்தோஷமாக அனுப்பிடுவோ விட்டிட்டு வேலை விட்டு போகாட்ட போட்டிடுவோயிறு துண்டமாக நீ சிசுவான குழந்தையாக இருந்தாலும் உண்மையான வார்த்தை தான் சொன்ன பிராமண பெண்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு மூவினாகப்பட்ட முஸ்லீம் ஒரு ராபத்தன் என்று சொல்ல போய்தான் எங்களுக்கும் புரியும் அவர்களோ ஏழு பெண்களும் பிராமணர்கள் நீ சாயவும் மதத்தின்ன உள்ள ராவுத்தன் உனக்கும் அவர்களுக்கும் ஏதாயும் சம்பந்தம் இருக்குதா ஏதாயும் உறவு இருக்கு மாமிய ஐத்தியாரா பைத்தியா ஏழு பெண்ணுக்கும் அன்னந்தம்பிகள் ஏழு பெண்கள் ஆங்கார கல்லர் சிங்காட்டிக் கல்லர் தலைமையான கல்லர் பத்து குதிரை புருட்காரன் பரத்திலே மிஞ்சிரவன் கொண்டகட்டி மரவன் குலைக்கு அஞ்சாத வீரன் ஏழு பெர்கள் இருக்கிற நல்ல மனதுடனே நல்ல நாட்டத்துடனே நல்ல ஓர்மையான ஒப்படைத்தால் ஆலயாபரணமும் வேண்டுமன திரவியமாகப்பட்ட பொருள்களும் உனக்கு அள்ளி அள்ளி தருவோம் இந்த மனத்தை விட்டு எந்த நகரத்தில் கொண்டு உனே சேர்க்க சொல்றாயோ கூட பிறந்த பிரபிகோன் அன்பு பாராட்டி ஆதரித்து கிருபையுடனே உன்னை சேர்த்துட்டு வருவோம் உன்னை ஜாதி குறும்புனாலே மூர்க்க குளத்தினால் விட்டுட்டு போக மாட்டோம் என்று சொன்னால் எங்களிடத்தில் இருக்கப்பட்ட அன்ப பாத்தியா இந்த அம்பு உன்னை ஒரே குத்தாக குட்டி உன் உயிர உன்னையும் என்னையும் படைத்து ஈரேழு பதினான்கு லோகத்தை அமைத்து எறும்புலர்ந்து எண்ணாயிரம் ஜீவசந்துகளுக்கும் ஆட்களிக்க வல்லவன் சாட்சாதி என்பது மலர் கடவுள் ஆண்ட இடத்தில் வசிக்கப்பட்ட மீசம்லர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பாபா பகரதினும் பெருவிளங்கிய காட்டு பா செய்தன் அவர்கள் சொல்கிறார்கள் மங்கள காட்டு மரவர்களே மரவர்களே ஐயா கூட திடர்ந்தே பிறந்த பிறவிகளு ஐயா குத்து நானும் குத்து நான் படுவேன் நான் படுவேன் கேளு கூட வந்த பெண்ணனிடமும் மாட்டேன் ஐயா on both of my day ஒரு பெண்களை பார்த்தால் கூட பிறந்த போலையும் நினைக்க வேண்டும் அப்பேற்பட்டை விட்டு இந்த துற்குணத்துக்கு அனானியத்தன புத்திக்கு ஈடுபட்டு நான் தஞ்சம் என்று வந்த ஏழு மக்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கச் சொன்னால் ஒப்படைத்துட்டு போகணார் நான் கல்லஞ்சம் அழைத்து அறக்கனா இக்கம் இல்லாத சண்டாளனா அப்பா என்னைய வெட்டி குறு குராக கும்மல் கும்பலாக போட்டாலும் சரி என்னுடைய திரேகம் முழுவதும் மிருகஜாரிகளுக்கு விருந்தளித்தாலும் உங்களத்தினால் ஒப்படைக்க மாட்டேனப்பா நீங்கள் அக்கா தங்கச்சியுடன் பிறக்கவில்லையா மாதாபிதா தெய்வங்கள் உங்களுக்கு கிடையாதா அப்படி என்று பாபான் அவர்கள் ஆங்கார பார்த்து சொன்னார்கள் அந்த வார்த்தை கேட்டு ஆங்கார கலர்கள் ஏழு பேர்களும் அண்ணன்மார்களே தம்பிகளே தம்பிகளே கூட பிறந்த பிறவிகளே அண்ணன் மார்களே தம்பிகளே தம்பிகளே இவ ஆனாலும் வந்த புழுக்கேடா அக்காதங்குட பேரு பேருவனே ஆள் குத்தும்பி மாட்டுக்ர அம்பூ நாள் அடே உண்டிப்பாயலாக நின்று கொண்டு அண்ணார தம்பிகளேர்கள எ சின்னம் சிய பாலகன்கிறான் ரொம்பீவனாக இருக்கிறான் என்று அன்பு வராட்டி ஆதரித்து எவ்வளவோ கிருவையுடன் சொன்னமே எல் பெண்களை ஒப்படைத்து போப்பா நிலவு இருந்த ஆடையா பரணமும் வேண்டுமன திரைமை உணர்த்தி அள்ளி அள்ளி தருகிற என்று சொன்னமே நம்முடைய கேட்டானா நம்மளே அக்காலும் தங்கச்சி என்றும் மாமி என்றும் ஐத்தி என்றும் இன்னி என்ன பார்க்கிறது இவனை ஆளுக்கு ஒரு அம்பு நாள் குத்துங்கள சொன்னார்கள் ஒண்டிப்பயலாக நின்று கொண்டு இவன் ஒன்றுக்கு அஞ்சாமல் பேசுகிறான் பச்சைப்பயலாக இருந்து கொண்டு சிறி பாயக்கூடிய பதனாளி வேகை புளிய போல் நினைத்தல் அவர் மூலத்தில் என்று ஆங்கார சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்ட பாவான் அவர்கள் சொன்னார்கள் கூட பிறந்த பிறவீகளே கூட பிறந்த திரவிகளே ஐயா ஒன்று மானித என்று நூறு பிலி என்று எண்ணுங்களே ஐயா பச்ச பாயல் என்று நினைக்க வேண்டா பாய் பிலி என்று எண்ணுங்கள் தத்துவ தத்துவத்தை காட்டில் கல்ல மொழிகளை கேட்டவர்கள் கேட்டவர்கள் அந்த ஆங்கார கல்லறுகள் பேர்கள் குத்துடா அப்போ சிங்காட்டி அம்ம அம்ப எடுத்து கையில் எடுத்து நில்லு கடை ார்கள்ட்டி அம்பி தாங்கிலம்பி பாபா பாதத்த தொட்டு சலாங்கல் செய்ய அங்கே பாதத்தை தொட்டு சலாங்கல் செய்த அன்பு இடதுபோறமாக தந்த தொழு கத்தா இவன் மாயப்பொடிய உள்ள வேண்டாந்திரம் தந்திர தாள அன்பு மருந்து போட்டான பேல் ார்கள் ஏழு அன்பு பாலங்களும் கிளம்பி பாபான் அவர்களை வடது தரம் மூன்று தரம் இடது தரம் மூன்று தரமாக சுத்தி அவடி பாதாரந்தத்தை தொட்டு சாஷ்டாங்க சரணடி பணிந்து இடதுபுறமும் வடதுபுறமும் காவல் புரிந்து அணி அணியாக ஆகாசமாக நின்று கொள்ந்தது ஆறு பேர்களும் பார்த்து மலைத்துக் ஏழு பெருமளகுலத்துல பிராமண பெண்களும் கண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள் ஏழாவது கல்லன் சிங்காட்டி கல்லன் டே அண்ணம்மார்கள தம்பிகளே பார்த்தீர்களா இவனை சதவசாதாரணமாக நம்ம நினைத்திருந்தனே இவன் மந்திரத்திலின் தந்திரத்திலின் ஜாலங்களின் சூழியங்களின் மிகுதமானவன்டான் அதனாலதான் நம்மளை ஏவுள அன்புகளெல்லாம் தெய்வத்தை கிரிசுத்துவது போல் சுத்தி அவனை பாலாரவிதம் தொட்டு சாஸ்டாங்க சரணதி பணிந்து காவல் புரிந்து அணி அணியாக ஆகாசமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மகத்துவத்தை பார்த்தியார் டே இவன் மந்திரத்திலே தந்திரத்திலின் ஜாலங்களின் சூழியங்களில் மிகுதமானவன் தான் இன்னிய நாளா பார்க்கிறது பார்த்து கொண்டிருப்பது அந்த பங்காலி அம்ப எடுத்து ஒரே குத்தாக குத்துவிடலாம் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு ஆங்கில கலர்கள் பங்காளி அம்ப கையில் எடுத்து கையில் எடுத்து வில்லுக்கான மேலே அம்போ வைத்து வாழ அம்போ வைத்து அம்போ வைத்து நெஞ்சுக்கு நேர குறிப்போ வயிற்று நெஞ்சுக்கு நேர குறிப்போ வயிற்று காட்டும செய்ய பார்த்து செய்தார்கள் அந்த பங்காளி அம்பும் தாங்கிலம்பி தாங்கிலம்பி அவர்கள் பாதத்தை தொட்டு சலாங்கல் செய் என்ன கொண்டார் தம்பிகளே தம்பிகளே நீங்கள் கூட பிறந்த பிறவிகளே இது மந்திரம் தந்திரம் இல்லையடா இல்லையடா தம்பி மாயப்பொடி இல்ல அண்ணம் மாறே ஆனாலும் மெத்த பெரியோர்களா பெரியோர்களா இவர்கள் இவரிடத்தில் எதிர்க்க வேண்டா தம்பி இவர் இடத்தில் எதிர்த்தமானா நாமல் ஒரு தளம் போய் தம்பி இவர் இடத்தில் எதிர்காமலே நாமல் எனக்கு அம்பியாக்கள் சவீத செயலாத்தது நவத்தாரிய கூடத்தார்கள் போல் இருக்கின்றார்கள் இன்னும் தவரிசையில் முனிவர் வருமான சித்தருடைய கூட்டத்தார் போல் தோணுகிறார்கள் அதனாலதான் பெரியோருடைய கூட்டத்தார்களாக இருப்பதனால் நம்ம ஏழு அன்புகள் எல்லாம் அவருடைய பாதால் அணிந்து போட்டு சாஸ்டாங்க சரங்க அடிப்படுகிறது அதனால் இவரை குத்த வேணும் குத்துனால் இவர்கள் செத்து போக மாட்டார் இறந்து போக மாட்டார் போக மாட்டார் ஏதோ நம்மளுடைய ஊறுதலம்பை பெஞ்சாதி உள்ளகுட்டி முகத்தில் போய் நம்ம முழிக்க முடியாது ஏதோ நம்ம செய்த பிழைக்கு தெய்வத்திரத்தில் மன்னிப்பு கேட்டு நல் அருள்களாட்சியம் என்பது நம்ம பெற்று நம்முடைய ஊறுதலும் பெஞ்சாதி உள்ள குட்டி முகத்தில் போய் முழிக்கலாம் ஆணையன்று வர்கள் ஆங்கார்கள் என்னடா சம்பாதித்து வைத்திருக்க ஒன்றும் கிடையாது இந்த நாற்பது நாளைக்கு பின்பதாக வீட்டுக்கு வருங்கையனுடனே போனால் போனோட பெஞ்சாதி உள்ள கொட்டி என்ன காப்பார்கள் அப்பா கலர்களே காரகத்துக்கு களம் வாங்க போனீர்களே என்ன கொண்டு வந்தீங்க என்று கேட்பார்கள் நீ ஒன்று மிளண்டு வெறுங்கையை விரித்து காமிக்க போற உனக்கு கேட்ப கூட முத காரியம் கரைச்சி ஊத்த மாட்டார்கள் போட பைத்தியகாரா நீ போனாலும் போயிரு இந்த ஆறு பேருந்த சாயப நாங்கள் விட மாட்டான் இவனை குத்தத்தான் போறோம் ஏழு பெண்கள் சிறையடுக்குத்தான் போறோம் நம்மளின் சொந்தம் ஒரு நல்லூரு கொண்டாந்து சேர்த்து உன் என்பதாக மங்கள கலியாணம் என்பது முடித்து சுமசபம ஆனந்த பரிபூர்ணைய சந்தோஷத்துடன் மனமகிந்து வாழத்தான் போறோம் நாங்கள் வாழ்வதை பார்த்து நீ பெருமூச்சு விட்டு சாக போற பைத்தியகரா நீ போலாலும் போல அப்படி என்று அந்த சிங்காட்டிக்கலராகப்பட்டவன் சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஆதிக்கலராகப்பட்டவர் சொல்கிறார் அடைய அண்ணம்மார்களே தம்பிகளே ஏதோ என்னுடைய மனதில் உற்பத்தியான எண்ணங்களை நான் சொன்னேன் நான் சொன்னதை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் ஏழு பேர்கள் வந்த இடத்துல நான் ஒருவர் மட்டும் தன்னந்தனியாக போவத ஆண்டவன் ஒருவனுக்கு அடுக்காது ஏதோ உங்களுக்கு நன்மை நேர்ந்தாலும் எனக்கு நேரட்டும் தீமைகள் நேர்ந்தாலும் எனக்கு நேரட்டும் உங்களுக்கு நேர்ந்தால் எனக்கு நேரட்டுமாம் அப்பா அப்படி என்று அந்த ஆதிக்கலரன் என்று உணர்ந்தார்கள் அப்போது அந்த சிங்காட்டி கலராகப்பட்டவன் என்னிடத்தில் ஒரு அம்பாகப்பட்டிருக்கிறது வார் சக்கர அன்பு அந்த சக்கரான் எடுத்து இப்போது ஏகரன் பார் சக்கரம் சுற்றுவது போல் சுத்தி அந்த சாயுபுடன் சரசாக்கப்பட தலை அறுத்து நம்முடைய காலியாக்கா பாதாரவந்தத்தில் கொண்டு வைத்து விடும் அப்படி என்று சக்கரான் கையில அந்த வில்லு கனை மேலே அம்போ வைத்து மாபாவில் கா வைத்து களத்துக்கு நேர குறும்போ வைத்து அங்கே களத்துக்கு நேர குறும் போட்டு மசை ஏத பார்த்து செய்தார்கள் பிடிக்கே காலம்லர்களே எங்கள் தெய்வத்துக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆகையினால் எங்களுடைய தெய்வத்துக்கு இவ்வளவு கஷ்டமான நிலைமை எல்லாம் நீங்கள் படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களை வெட்டி பிடி மிருகஜாதிகளுக்கு விருந்தலீங்க எங்களை புத்தி மகத்தாக்குங்கள் அந்த பிழைய ஆண்டவன் பொறுத்து கொள்வான் எங்களுடைய தெய்வத்துக்கு ஒரு எல்லளவாயிலும் ஆபத்து நேர்ந்தால் அந்த பிழை அவ்வாஜெல்லாம் ஒருவன் பொறுக்கமாட்டப்பார் நீங்கள் இறந்தாலும் நல்ல பதவி என்பது உங்களுக்கு கிடைக்காது ஏழாம் அரகத்துக்கு கீழா நரகம் ஒழிங்கப்பட்ட ஓடதான் உங்களுக்கு கிடைக்கும் நரகத்துக்கு தலைவாசலாக அல்லா ஜில்ல சுக் நிப்பாட்டி மக்கள் பார்த்து கேட்டு பாபா சொல்லுகிறார்கள் எதற்காக நீங்கள் அழுக வேண்டும் எதற்காக அச்சம் அடைய வேண்டும் பயப்பட வேண்டும் எல்லா வல்லமும் அல்லா ஜில்ல சுக் அனுடைய துணை நமக்கு இருக்குகிறது நமது அருமை நாயகம் அண்ணனுடைய கிருமுகராட்சியம் நம்மளுக்கு இருக்குது மக்களை நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் ஆனால் பயமாக இருக்குகிறதா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் ஒரு செந்தாமலை புஷ்பமாகப்பட்ட மலரில் இருக்கப்பட்ட தேனாகப்பட்ட அமிர்தத்தை எடுத்து பசி ஆறலாம் பறந்து வந்து அந்த புஷ்பமாகப்பட்ட பூ மலர்ல இருக்கப்பட்ட தேனை எடுத்து பசியாறி அதனுடைய கல்வெல்லாம் குழந்து அங்கம் எல்லாம் ஆனந்த பரிபூர்ணிய சந்தோஷத்துடன் பறந்து செல்லதல்லவா அதுபோல பாவான் ஒரு செந்தாமலை புஷ்பமாகப்பட்ட பூமலரை போல் நீங்கள் நினைத்து ஏழு மக்கள் வண்டுகள் சூழ்ந்தது போல் சுத்தி நின்று உங்களுடைய வடதுகரத்தாலையும் இடதுகரத்தாலும் என்னுடைய வடது தோல் இடது தோல் இரண்டு தோள்களையும் பிரித்துக் இரு கண்கள் அகப்பட்ட நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் நான் எப்போது கண்களை விழித்து பார்க்க சொல்லுவனோ அப்போது கண்களை திறந்து பாருங்கள் என்று பாபான் அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு ஏழு மக்களும் பாபான் அவர்களை வண்டுகள் சூழ்ந்தது போல் சுத்தி நின்றார்கள் மனது கரத்தாலும் இடது கரத்தாலும் மடது தோல் இடது தோல் இருந்த தோள்களின் பிரித்துக் கொண்டு இரு கண்களாகப்பட்டது விழிகளை மூடிக்கொண்டார்கள் அப்போ எல்லா வல்லவன் இறைவருடைய கண்ணே மூன்று அங்கு தான் பார்த்தார்கள் அந்த தொண்டம் புதுக்கோட்டை சீமையிலே சீமையிலே சுற்றி பதிங்காத காண பாறிலே வந்து இழக்கார் கண்மூடி கந்தரப்பதற்குள் மின்னல் விட்டு மின்னல் மறைவதற்குள் ஒரு சகாதத்தின் இடத்துக்குள் பாவான் அவர்கள் ஏழு மக்களையும் தூக்கிக் கொண்டு ஆகமாக மூன்று வரலாறு பறந்தார்கள் மூன்று அப்பாலே பெருமானமான கல் தரையாகப்பட்ட பாறை ஒன்று இருந்தது அந்த பாறையை கொண்டாந்து மக்கள் அல்லாஹருடைய கிருவி அப்படின்னு பிஸ்மன் பிஸ்மனை சொல்லி மக்கள் ஏழு அந்த பாறையில் விளக்கினார்கள் அப்போது மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே இப்போது முறை கண்கள் அகப்பட்ட விழிகளை விழித்து பாருங்கள் என்று சொன்னார்கள் கண்களை திறந்து பாருங்கள் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு பிராமண பெண்கள் ஏழு கண்களை திறந்து பார்த்தார்கள் அவர்களுக்கே அதிசயமாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது அக்கா மார்களின் தங்கைகளே தெய்வத்துடைய கிருவை பார்த்தீர்களா மின்பதாக இருந்தது மணல் இருந்தது ஆங்கரக்கலர்கள் ஏழு பேர்களும் நின்று கொண்டிருந்தார்கள் இப்போ நம்ம கண்மூடி கண்டறப்பதற்குள்ள ஆங்கார கல்லர்களின் காண அந்த மலர் தரையும் காணா இப்போது இருக்கப்பட்ட தரையாகப்பட்டது பாறையாக இருக்குகிறது வந்து மக்கள் ஏழுவர்கள் மகிழ்ச்சி அடைந்த அங்கமெல்லாம் பூரித்திருந்தார்கள் அப்போது பாபா நவர்களுக்கு மாத மகரி நேரமாகப்பட்டது விட்டது அப்போது மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே இந்த இடத்துல அமர்ந்து நீங்க சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருங்கள் எங்கள் அருமை நாயகம் அவருடைய ஒரு நாலு ஒன்றுக்கு ஐந்து நேரத்து நியமித்து கடமைப்பட்டவனாக நான் இருக்கிறேன் இப்போது எனக்கு மாதம் நேரமாக அடுத்து விட்டது நான் ஆண்டவனே துதி செஞ்சிட்டு அப்படி என்று பாபன் அவர்கள் சொல்லி சிலது தூரம் அந்த பாறையில் தள்ளி வந்தார்கள் தள்ளி வந்து இறைவனத்தில் துவா செய்தார்கள் நான் இப்போது கையால் சுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது நான் ஒது செய்ய வேண்டியதாக இருக்குகிறது ஆனால் ஒது செய்வதற்கு அக்கம் பக்கத்தில் தண்ணி கிடையாது ரஹமானி தண்ணீர் என்பது கிடையாது இப்போது உன்னுடைய திருநாமத்தை சொல்லி இந்த பாறையில் என்னுடைய கரமாகப்பட்ட கையெவப்பேன் வைக்கங்குடி நேரத்தில் நெருப்பில் மெழுகக் காமித்தால் எந்த விதமாக மெழுகு இழகுதல்லவா அதுபோல என்னுடைய கரமாகப்பட்ட கையாகப்பட்டது ஒரு நெருப்பப்போலையும் இந்த கல்தரையாகப்பட்ட பாறை ஆகப்படுது ஒரு மெருக போலையும் இருப்பதற்கு ஆண்டவனை திருவ செய்ய வேண்டும் இந்த பாறை என்னுடைய கரத்தை வைத்ததுடனே இதை மெருகப்போல் இலக வேண்டும் நான் சகதியை பேத்து வைப்பது ஒரு பேத்து வைக்க வேண்டும் மலமளவண்டு தண்ணீர் மூறி கபகபண்டு ஓடுவதற்கு ஆண்டவனின் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாடத்தில் வாழ்த்து செய்தார்கள் அவர்கள் கேட்ட துவாவுக்கு மறுப்புத்தான் உடனே கண்முடி கண்டப்பதற்குள் அல்லாவுடைய அரசு ஆமின் என்று பாபானவர்கள் பாடையில் வைத்தார்கள் அது மிருக போல் இழகினது சகதியை பேத்து வைப்பது போல் பேத்து வைத்தார்கள் மலமலமல்லு தண்ணீர் ஊறி கபகண்டு அந்த மனத்தில் எங்க பார்த்தாலும் ஓடினது இன்றைக்கும் நாளைக்கும் பாபானவர்கள் தோன்றின ஊத்தகப்பட்டது காற்று பா செய்த தருவாருடைய பக்கத்தில் இரண்டு பர்லாங்க துளைக்கு அப்பால அந்த பாறையாகப்பட்டதில் அந்த ஊத்தாகப்பட்டதில் இருக்கிறது பாவான் அவர்கள் தண்ணீரை கண்டதுடன் மகிழ்ச்சி அடைந்து உயிரு உடலும் ஒரே பக்தியுடன் உருவாகப்பட்டதை எடுத்து அல்லாஹாலா ஒருவனை நாடி வாங்க சொல்லி இறைவன் ஆடி மால மகரி தொழுகையை தொழுது முடித்தார்கள் பொழுது பாத்தியாகப்பட்ட தருவது போதி முடித்து லெட்டர் கம்பலியை ஆசனத்தெடுத்து வைத்து ஏழு பிரம்மண குலத்தில் விடுத்த பிராமண பெண்கள் அமர்ந்து இருக்க வைத்து சந்தோஷமான முறையில சில ரகசியங்களை பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது ஆண்கால களவில் ஏழு பெண்களும் பார்த்தார்கள் ஏண்டா அண்ணா அரே தம்பி பெரிய அதிசயமாக இருக்குதுரா என்னடா கண்மூடி அந்த சாயவியும் ஏழு பெண்களையும் என்றாலும் பரவாயில்ல எங்கே போயிருக்க முடியும் பாலை சோலைவனம் இரு சொந்த மனம் காயாத மனம் கல்வி வனம் முல்லை ஏழு வனங்கள் இருக்கிறது ஏதாவது ஒரு மனத்தில் தான் அந்த சாய் குறுக்க வேண்டும் பாப்பை தேடலாம் அப்படி என்று ஆந்தர கல்லர்கள் தேடி வரா கல்லர்கள் மாறாரே கல்லர்கள் மாறாரே குள்ளைகள் கொலைகள்ார்கள் இந்த விதமாக ஆங்கார்கள் ஏழு பேர்களும் ஏழு மரத்தில் தேடினார்கள் எங்க பார்த்தாலும் காணாமங்கி சிங்கமிருக ஜாதிகள் தான் தெரிகிறது பார்த்தியா நான் பார்க்கவில்லை பாக்கியம் அவ்வளவுதான் அந்த வனத்தில் சென்று தேடலாம் அப்படி என்று ஆங்கார கல்லி எழுபரும் தேடி வந்தார்கள் வரக்கூடிய நேரத்தில் இரவு நேரம் ஆகிவிட்டது விலக்கு வைக்கக்கூடிய நேரமாக ஆகிவிட்டது அப்போது பாவா நவர்கள் பேசக்கூடிய சத்தமும் ஏழு பெருமலபுரத்தில் இருந்த பிராமண பேசக்கூடிய குரலோசையும் ஆங்கரக்கலர்கள் காதில் கேட்டார்கள் கேட்டதுடனே டே அண்ணம்மார்கள தம்பிகளே அந்த பாதையின் பக்கமாகத்தான் அந்த சாயப் இருக்கிறான் போல் தெரிகிறது அந்த பாதையின் பக்கத்திலிருந்துதான் சவுண்டாகப்பட்ட சத்தம் வருகிறது ஆகினால் மரத்தின் பக்கமாக நம்ம ஒளிந்திருந்து மென்பதாக போராடும் நேருக்கு நராக போல் போராட சொன்னார்கள் ஒரு மரத்தின் பக்கத்தில் ஒளிந்திருந்து பாட்டன் போட்டம் தெய்வமாக வச்சு வனங்களால் அவனுக்கு தெரியாமல் ஈவுதரக்கம் அறக்கர்கள் இறக்கு சிட்டம் இல்லாத ஜகனங்கள் ஒரு மரத்தின் பக்கமாக வந்து ஒளிந்திருந்து பாபான்வர்களே மந்திர அன்பை எடுத்து வில்லுக்கணையில வைத்து பாபானவருடைய நெஞ்சு கிளிநாறு குறுப்பு வைத்து எய்தார்கள் மந்திர மக்களும் கண்ணா சீதேவி நாயகமே கானகத்தில் துணையா வந்தோர்களே தனியே என்னால் செய்வோமோ ஏழு பேர்கள் இந்த மைதான காநகத்தில் ஏழு அன்பு பானங்களை இருந்ததனால் அன்பாகப்பட்டது குறிதவரை ஓடிவிட்டது ஆனால் மூன்று பேருடைய அன்பு கனையாகப்பட்ட மார்பு நெஞ்சில் பாய்ந்ததுடனே அல்லாஹூ அக்பர் என்று சொல்லிக்கொண்டு பான்வர்கள் பாபான்வர்கள் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விட்டார்கள் பாவான்வர்கள் தன் உணர்ச்சி இல்லாமல் மயக்கமாக கிழ கிடக்கக்கூடிய நேரத்தில் ஏழு பிரம்மணகுலத்தில் இருந்த பிராமண பெண்கள் ஐயோ விதி என்று கண்ணீர் விட்டு கதறி அங்கமெல்லாம் துணி புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள் பெண்கள் அழுகக்கூடிய சத்தத்தை ஏழு சந்தாளர்கள் ஈவுதளக்கம் இல்லாத தன்னுடைய காதில் கேட்டார்கள் ஏ அண்ணமார்களே தம்பிகளே ஆகா சாயேபு குத்துப்பட்டு கீழே விட்டான் போல் தெரிகிறது அவனுடைய விடுவார் அவன் எந்திரிப்பதற்குள்ள ஏழு பெண்களை சமுதாயப்படி சிறையெடுத்து நம்மளுடைய சொந்த ஊருகொண்டை சேர்த்து அவர்கள் பெண் என்று நம்மளை மாப்பிளையண்டும் மங்கள என்பது முடித்து சுபஸ்துபம் ஆனந்த பரிபூர்ணத்தை சந்தோஷத்தின் மனமைகள் வாழ வேண்டும் வாழ சீக்கிரமாக என்று சண்டாளர்கள் ஓடோடி வந்தார்கள் ஓடோடி வந்து ஏழு கண்ணி அறியாளும் மாதர்களே திருமண குலத்தில் விழுத்த பிராமண பெண்களே கரத்தை பிடித்து இழுத்தார்கள் உங்கள் சாயந்து போனான் அவன் இங்கே வரவும் தான் போறதில்லை தூணை வந்தீரானா எங்கள் சொந்த ஊரு போய் சேரலாமே நல்லூரு போயல்ல சேர்ந்தவோ செல்லக்கலி யானல் செய்யலாமே அந்த செல்லக்களியான செய்தே கொண்டு நம்ம ஆனந்தமாக கூடி வாழலாமே உறவினர் யாவும் பயிர்ந்த பெற்றார் அந்த ஹத்தன் பிரிந்திட்டால் இவர்கள் சத்தசபாச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போய்க்கு எத்தனை பெயர்ந்து கூக்கரை இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டை இது ஆண்டவன் நம்மளை விட்டு பிரிந்துட்டான் சொன்னார் சத்தசபம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல மீண்டும் மீண்டும் அழுதாலும் மாண்டவர்கள் மைய வையகத்தில் வருவதுண்டா அதுபோல சாய் இறந்து போயிட்டான் நீங்கள் இவ்வளவுதான் புகுமுறை என்று சத்தம் எட்டு அவன் திரும்பி வர போறானான் ஒருபோது வரவே மாட்டான் ஆகையினால் எங்க கூட துணையாக வாருங்கள் எதோ உங்களுடைய ஊரு பக்கத்தில் அங்கே போய் இரண்டு இவர்களும் கல்யாணம் என்பதை முடித்து ஆனந்த பரிமூறு சந்தோஷத்துடன் மனமிகழ்ந்து வாழலாம் என்று சண்ட அவர்கள் ஈவுதக்கம் இல்லாத அறக்கர்கள் ஏழு பிரமண குலோத்து விதித்த பிராமணத்தன் மேல கரத்தை பிரித்து இழுத்தார்கள் ஆஹா அந்த நேரத்தில் ஏழு கண்ணீறியாத மாதர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் நாயகமே நாயகமே காரண உள்ள அவளியாவே மயிதான காணக விட்டு கதறி அங்க தொழில் வித்து உழந்தி அழுதார்கள் அப்போது எல்லா வல்லவன் இறைவனுடைய கிருவியினால் அருமை நாயகம் அகமதும் முகமதும் அலைவசம் ஏழு பெண்கள் அழகக்கூடிய குரலாசேகப்பட்டது பாவான் காதில் கேட்டது பாவான் நினைத்தார்கள் யாரெபில் ஆண்டவனே மக்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறார்கள் அதனால தான் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள் நாமல் தாமதப்படக்கூடாது என்று நினைத்து கண்களை திறந்து பார்த்தார்கள் கண்களை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏழு சண்டாளர்கள் ஈவுதலக்கம் இல்லாத அறக்கர்கள் ஏழு பிரம்மண குலத்தில் விதித்த பிராமண மக்களை கடத்த பிடித்து இழுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள் பார்த்ததுடனே கோபமடைந்து பிராமண மக்கள் கண்ணி எழியாத மாதர்கள் அவர்களை கடத்த பிடித்து இழுப்பதற்கு ஆண்டவன் ஒருவனுக்கு தான் அடுக்குமா கடத்தை விடுங்கள் என்று சொன்னார்கள் பாவானவுடைய குரலோசை கேட்டதுடனே சண்டாளர்கள் எழிவர்களும் அங்கே பயந்து ஆகா சாய்பு இறந்து போனவன் மீண்டும் பிழைத்துக்கிட்டான் இவன் மந்திரத்திலும் ஜாலங்களின் சூனியங்களின் மிகுதமானவன் மந்திரத்தினால் ஏதாலும் செஞ்சாலும் செஞ்சு விடுவான் என்று நினைத்து சிலது தூர ஓடோடி போய் திரும்பி பார்த்தார்கள் அப்போது பாவானவர்கள் சொல்கிறார்கள் மக்களே வஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் இவனிடத்தில் நான் குத்துப்பட வேண்டும் என்று அல்லாஜல்லு என்னுடைய தாயாருடைய வகத்தினால் தலைக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு நியமித்திருக்கின்றான் அதனாலதான் அவர்களுக்கு குத்தி விட்டார்கள் சண்டாளர்கள் பாபா மீண்டும் வந்துவிட்டேன் இப்போது என்னுடைய சொல்றாளியும் என்னுடைய செயலாளியை அவர்களை திரைத்து பார்த்து திரும்ப மாட்டேங்கிறார்கள் அடித்தவர்களை மீண்டும் அடித்தால் தான் அவர்கள் திரும்புவார்கள் என்று நினைத்து பாபான் அவர்கள் சொல்லி என்னுடைய நெஞ்சில் பாய்ந்திருக்கிறவா மூன்று அன்பு கணையாகப்பட்டது மூன்று அன்புகளை பிடுங்குங்கள் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு மக்கள் ஏழவர்கள் அன்பு கணையை பிடுங்கினார்கள் ஜலி ரெண்டு இரத்தமாகப்பட்டது தெரித்து அந்த பாறையில் எங்கே பார்த்தாலும் ஓடினது இன்றைக்கும் நாளைக்கும் அந்த இரத்த கரையாகப்பட்டது காட்டுப்பா செய்தன் அவருடைய தருபாறையின் பக்கமாக ஒரு பாறை இருக்குகிறது அந்த பாறையில் அழியாத விதமாக இன்றும் அந்த இரத்தத்தை கண்டதுடனே மக்கள் ஏழு பேர்களும் ஐயோ விதி என்று இரண்டு பிறண்டு அழுந்தார்கள் அப்போது பாவான் அவர்கள் தலையில் அடைந்திருந்தார்கள் காவிரி தலப்பா அந்த காவிரி தலப்பாவை அவித்து மக்களுக்கு கொடுத்தார்கள் மக்கள் வாங்கி ரத்தமாக வெளியேற விடாமல் காயத்தை சேர்த்து இறுக்கி கட்டினார்கள் அதற்கு பின்பலாக அல்லாடத்தில் துபா செய்தார்கள் சொல்லி யா அழிய பாறையில் அடிப்பேன் அடிய நேரத்தில் குதிரத்தான நில்லும் குதிரத்தான அம்பாகப்பட்டது இரண்டும் எனக்கு கிளம்ப கிளம்ப வேண்டும் என்று அல்லாடத்தில் துவா செய்தார்கள் பாவான் அவர்கள் கேட்ட துவா பாறையில் அடித்தார்கள் அடிக்கூடிய நேரத்தில் குதரத்தான வில்லும் குதரத்தான அன்பும் கண்மூடி கந்திரப்பதற்குள் கிளம்பினது ார்கள் அந்த நில்ல மேலே அம்ப வைத்தே அம்ப வைத்து ஏழு கல்லற பார்த்துமே எய்யாமலே ஏழு கல்லற பார்த்துமே மலை உருகி கன்னாவியே மலைக்கல்லறுகள்ண்ணறியில ஒரு கல்லருக்கு ஒரு கண்ணு தேறிந்த கல்லதமா ஒரு வார்த்த சொன்ன மலையில் அன்பாகப்பட்டது பாய்ந்ததுடனே அந்த மலையாகப்பட்டது ஒரு சருவில் விழுந்து அந்த தூசிகள் எல்லாம் மேகங்கள் போல் கிளம்பி ஆங்காரக்கலர்கள் ஏழு பேர்களையும் வந்து ஒரு சகாதத்தின் நேரத்துக்குள் மின்னல் வி தீமில மறைந்தது போலதான் இருந்தது ஆங்காரக்கலர்கள் ஏழு பேர்களுக்கும் கண் பார்வையாகப்பட்டது மறைந்து கண்ணுடைய ஒளியாகப்பட்டது மறைந்து குருடர்கள் குருடர்கள் ஆகிவிட்டார்கள்